வணக்கம் அன்பன் அவர்களே இது உங்கள் தமிழ் நாவல் ஒளி நாவல்கள் ஒளி வழியாக உங்கள் சிவிக்க பிறந்தாக எழுதிய ஒரு ஏழை பெண்ணின் வாழ் என்ற கதையதான் இன்னைக்கு நீங்க கேட்க போறீங்க அந்த சிறுமி செலக்கிளிக்கு ஆங்கிலத்தில் அதிர்ஷ்டம் கெட்டதாக கூறப்படும் என்ன அளவு மலையில் சுற்று உயரத்தில் மர கொம்புகளை விறகுகளாக்கும் பணியில தான் அவன் ஈடுபட்டுகிட்டு இருக்கா பாவடியை சுற்று தூக்கி இடுப்புல சொறியிருந்ததால அவளுடைய முழங்கால்களும் அந்த சுள்ளி விறகுகளை போலவே காட்சியளிக்குது ஜாக்கெட் என கூட ஊக்குகளால பூட்டி இருக்கா பின்பக்கம் பல பொத்தல்கள் இருக்கு அவள் விறகுகளை ஒடிக்கும் பொழுது அவ கையை பார்த்தோன்னா ஒரு கொம்பு இன்னொரு கொம்பு ஒடிக்கிறது போலவும் அவ தனக்கு மாற்று கையையும் மாற்று கால்களையும் தயாரிப்பது போலவும் இருக்கும் மனிதனுக்கு பயப்பட்டு பதுங்கும் புலி போல புலிக்கு பயந்து தன்னை மறைத்து கொள்ளும் மான் போல புதருக்குள் தன்னை மறைத்து கொண்டே விறகுகளை ஒடிக்கிறார் காட்டிலாக்க அதிகாரிகள் தான் குறிப்பா அந்த ரேஞ்சர் தான் அவளுக்கு வேங்கி புலி ஒரு தடவை விறகுகளை ஒடைக்கும் போது விறகும் கையுமா பிடிபட்டு அந்த விறகுகள் ஒன்றாலேயே அடிப்பட்டு அந்த விறகு அளவிற்கு அவளுடைய முதுகு வீக்கம் பெற்றது அதனால ஒரு தடவை உணவை கொத்தும் காலம் பல தடவை பின்னால் திரும்பி பார்ப்பது போல அவள் அவளுடைய சேர்ந்து விட்டது அவற்றை காட்டு குடிகளால கட்டி மூன்று கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் விறகு கடைக்காரிடம் கொடுத்தால் ஒரு ரூபாய் கிடைக்கும் அதை வைத்து அங்கிருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வீட்டில் படுக்கையில் கிடைக்கும் அம்மாவுக்கு அரிசி வாங்கி சமைத்து போடலாம் அழகானோ ஒரு கார் டிரான்சிட்டர் ஒலிக்க இரண்டு குமரி பெண்கள் சிரிக்க இரண்டு வாலிபர்கள் குதிக்க ஒரு ஏழு வயது பாப்பா சினிங்க ஐம்பது வயது கண்ணாடி ஆசாமையும் அவரை ஒரு காலத்தில் கைப்பிடித்தது போல் தோன்றிய நடுத்தர வயது பெண்மணியுடன் இறங்குவதற்காக குழுங்கி நின்றது அப்பால் ஒரு சிறு குன்றின் உள்ள பசும்புள் தரையில அந்த வயதான அம்மா ஒரு சிவப்பு கம்பளியை எடுத்து போட்டாள் கண்ணாடி மனிதர் ஒவ்வொன்றாக எடுத்து வைத்தார் கூடை நிறைய ஆப்பிள் பழங்கள் தெரமாஸ் பிளாஸ்க் உருளைக்கிழங்கு உப்பு புளி வகைராக்கள் கொண்ட பாத்திரம் ஒரு அலுமினிய பாத்திரம் இன்னும் பிற இருந்த பாத்திரங்களை வாங்கி வைத்த அம்மாவுக்கு கை வலித்திருக்க வேண்டும் வாய் வலிக்கும்படியாக கேட்போருக்கு காது வலிக்கும்படியா அந்த இரண்டு பெண்களில் குதிரை வாழ் போட்டிருந்தவள் தான் மூத்தவளாக இருக்க வேண்டும் தன் பங்குக்கு இரண்டு எவர் சில்வர் டம்ளர்களை கொண்டு வந்து ஒத்தாசை செய்தாள் இன்னொருத்தி ஒரு பையனுடன் உலாவிக் கொண்டிருந்தாள் ஏழு வயது பாப்பா அவர்களோடு போகலாமா அல்லது வயதானவரு பக்கம் போகலாமா என்று யோசித்து பின் கார் பக்கம் நின்ற நாயின் மீது லேசாக சாய்ந்து கொண்டாள் ஸ்டவ் எடுத்துட்டு வாங்கோ கண்ணாடி மனிதரின் முதுகு காருக்குள் போனது பிறகு டிக்கியை திறந்தார் ஸ்டவ் இல்ல இல்லவே இல்ல அங்க இருக்கான் பாரு என்று டிக்கிக்குள் கொண்டே குரல் கொடுத்தார் வயதான அந்த பெரியம்மா பழங்கொண்ட மட்டும் கத்தினாள் உங்களை எடுத்து வைக்க சொன்னேன் வைக்கலையா படிச்சு படிச்சு சொன்ன வயதான உலாவி கொண்டிருந்த இளம்பெண்டுகள் பாப்பாவின் வந்தார்கள் இதுக்குத்தான் நான் ரெண்டு ஸ்டவ் எடுத்து வைங்கன்னு சொன்னேன் நீங்க தான் ஒன்னு கூட வைக்கல என்றால் இளம்பெண் ஒருத்தி பேசாம தென்காசில போய் சாப்பிடலாம் இப்பவே பசிக்குது என்றான் ஒரு வாலிபன் கண்ணாடி கணவனை எரித்து விடுவது போல் பார்த்தாள் அவள் வயிறு ஸ்டவ் மாதிரி பற்றி எரிந்தது என்ன செய்வதென்று எல்லோரும் விறக வாங்கி சமைக்கலாமா விறகையா சமைக்க போறீங்க என்று ஒரு தி விட்டடித்தாள் வயதான விட்டை ரசிக்கவில்லை நல்ல பசி அவளுக்கு அதோடு சமைக்கப் போகிறவள் அவள் இல்லை ஆமா அதுதான் யோசனை விறகு விருது கட்டை சிறிது தலைக்குள்ளேயே நகர்த்தி பேலன்ஸ் குளிச்சுகிட்டு இருந்த ஒரு அள ஒரு புலி கொன்னுட்டு எல்லோரும் ஒருவரை ஒருவர் திரும்பி வந்தவர்களாய் அந்த கோஷ்டி மீண்டும் உட்கார்ந்தாலும் அன்னிச்சையாக மலைப்பகுதிகளையும் அருகே இருந்த ஒரு குகையையும் பார்த்து ஒருவருடன் ஒருவர் நெருங்கி நெருங்கி இருந்து கொண்டார்கள் ஏ பொண்ணு உன் பேரென்ன செல்லுமா இந்த பிறகு எல்லாம் இருக்கு சமைச்சு கொடுக்கறியா செல்லக்கிளி அந்த யோசனையை பரிசீலனை செய்பவள் போல் மேல் இருந்த பிறகு கட்டுக்கு மேலே இரண்டு கைகளையும் கொண்டு போய் பின்னி நின்றாள் அவள் வீட்டில் நாலு மணிக்குதான் சாப்பாடு இப்படி முடித்த முடித்த மாதிரி மாதிரி அம்மா துடிப்பா எது கொண்டு முடியும் ஏன் முடியாது நாலு ஆலையலைய எடுத்து ஈக்கியால குத்திட்டா போச்சு எனக்கும் எங்க அம்மாவுக்கும் சாப்பாடு போட்டு விறகுக்கு ரெண்டு ரூபாயும் சமையல் கூலிக்கு ரெண்டு ரூபாயும் நாலு ரூபாய் தருவீலான்னு கேட்கலாமா சீச்சி ஆசைப்படக்கூடாது சமைக்கிறதுக்கு சாப்பாடு விறகுக்கு மட்டும்தான் ஒன்னு ரூபாய் கொடுத்தா போதும் கண்டிசனா பேசிடலாமா சீச்சி பெரிய இடத்துல போய் கராரா பேசுறது தப்பு தருவாவ தருவாவ போயும் போயும் சோறு போடுங்கன்னா பிச்சைக்காரி மாதிரி கேட்கறது ஏன் கேட்கப்படாது என்று அந்த சிறுமி தனக்குள்ளயே பேசிக்கிட்டு இருக்கா அந்த நேரமாவது என்றார் அந்த சிறுமி பதில் எதுவும் சொல்லல பேசாம தலையில இருந்த விறகு கட்ட கீழ இறக்கி வச்சுட்டு தொலைவில் இருந்த மூன்று பெரிய உருண்டையான கற்களை எடுத்துட்டு வந்து ஒவ்வொன்றா போடுறான் பிறகு அந்த மூன்றையும் முக்கோண வடிவத்துல வச்சு அண்டை கொடுத்துட்டு விறகு கட்டுல இருந்த முருங்கக்காய் அளவிற்கு உடைத்து அடுப்பில் வைத்துகளை தீப்பட்டி என்றாள் கொஞ்ச நேரத்துல செல்லக்கிளியோட கை பண்ணத்துல எல்லாமே ரெடி ஆயிடுச்சு ஏழு பேர் அடங்கிய அந்த கோஸ்டிகள் ஆறு பேரும் வட்டம்மா உட்கார்ந்துகிட்டாங்க கண்ணாடிக்காரர் வட்டத்துக்கு உள்ளே நிக்கிறாரு சீமனாயும் பவ்யம்மா கொஞ்சம் தூரத்திலும் மரியாதையா நின்னுக்குது எடுத்து வைக்கிறா. உட்கார்ந்திருந்த எல்லாருமே எந்திரிக்கிறாங்க ஒவ்வொரு வரா ஒவ்வொரு பக்கமா போயி தேடிக்கிட்டு இருக்காங்க ஆனா எல்லாருடைய கண்களும் அருவி பக்கமா ஓடி போய்கிட்டு இருந்த அந்த சிறுமி செல்லக்கிளியவே சந்தேகமா பாக்கறாங்க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 நகரவே மாட்டேன் அதுக்குள்ள புலி வந்துட்டா சி என்ன விளையாட்டு நல்லா தேடுங்க அவகிட்ட கிடைக்கானு ஒருமுறை சோதனை போடலாமா அவர்கள் செல்லக்கிளையை கூப்பிட்டு சோதனை போட அவசியமே ஏற்படல ஏன்னா செல்லக்கிளி பாது என்று சொல்லிக்கொண்டு அந்த பிக்னிக் கோஷ்டி சாப்பாட்டில் இறங்கியது செல்லக்கிளி பாத்திரத்தில் இருந்த சோற்றை பரிமாற போன போது அவளுடைய கையையும் காலையும் பார்த்து முகம் சொல்லித்த அந்த பெரியம்மா ஐயா கிட்ட கூடு அவரு பரிமாறுவாரு என்று சொல்லிவிட்டு கண்ணாடி செய்து ாய் வாழக்காய் முருங்கக்காய் சாம்பாராகவும் தட்டுகளில் பாய்ந்தன போதாத குறைக்கு கண்ணை சிமிட்டிய ஆம்லேட்டுகளும் செல்லைக்கிளிக்கு அப்போதே சாப்பிட வேண்டும் போல் இருந்தது இதே சமயம் கொஞ்சம் குறைவாக சாப்பிட்டு விட்டு அம்மாவுக்கு அதிகமாக கொண்டு போகலாம் என்று நினைத்தாள் செல்லக்கிளையோட கைகாலெல்லாம் வேர்வ தலையில அடுப்பு கறி இவ்வளவு அருமையான சாப்பாட்ட குளிக்காம சாப்பிட அவளுக்கு விருப்பம் இல்ல அதோட இவங்க இப்படி சாப்பிடும் அங்கேயே நிற்பது பௌசாகவும் தோன்றல செல்லிக்கிளி குளிக்க போனாள் குளித்தாள் உடம்போடு ஒட்டி பாவாடியை பிழிந்து விட்டு கொண்டு ஈர ஜாக்கெட்டோடு திரும்புவதற்கு அவளுக்கு கொஞ்சம் வெக்கமாக இருந்தது அதற்குள் எப்பொண்ணு நாளைக்கு நல்லா குளிச்சுக்கலாம் சீக்கிரமாவா என்ற பெரியம்மாவின் குரலை கேட்டு கிட்டத்தட்ட ஓடினாள் ராத்திரிக்கும் நாளைக்கும் மறுநாளைக்கு சேர்த்து சாப்பிடணும் என்றார்கள் அவர்கள் அதில் ஒரு பருக்கை கூட இல்லை எங்காவது எடுத்து வைத்திருப்பார்களோ என்ற கண்களை சுழல விட்டாள் வெங்காய தோளும் கருவிப்பிள்ளை இலையும் நைந்து போன மிளகாய்களும் சூப்பி போட்ட முருங்கைக்காய் துண்டுகளும் கிடந்தன ஏழு வயது பாப்பா மட்டும் அவளுக்கு நல்ல பசி எல்லாம் காணாத கண்ட மாதிரி சாப்பிட்டுட்டாங்க இதே மாதிரி வீட்டுல சாப்பிட்டா எவ்வளவு நல்லா இருக்கும் நான் சாப்பிடல வசந்திதான் ஒரு புடி புடிச்சிட்டா ஏய் பொய் சொல்லாத பொய் சொன்ன வாய்க்கு போஜன கிடைக்காது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 அவள் தானே சமாதான ஒப்பந்தம் செய்து கொண்டாள் பரவாயில்ல சாப்பிட போவோம் ஒரு வகையிலும் ஏதாவது வாங்கிட்டு போவலாம் போவல ஒன்னே ஒண்ணுதான் இப்படி தெரிஞ்சிருந்தா தூர ஊத்தின கஞ்சித்தனியவாவது குடிச்சிருக்கலாம் பரவாயில்ல காசு நிறைய கிடைக்கும் செல்லக்கிளே அவசர அவசரமாக பாத்திரங்களை கழுவினாள் இதற்குள் வாலிப ஒருவன் காரை ரிவர்ஸ் செய்து கொண்டு வந்தான் பெரியவர் டிக்கியை திறந்து முதலை வாய் மாதிரி பிளந்து கொண்டிருந்த அந்த டிக்கிக்குள் எல்லா சாமான்களையும் எடுத்து வைத்தார் பையன் டிரைவரையில் உட்கார்ந்தான் எல்லோரும் எறினார்கள் அந்த நாயும் தான் செல்லக்கிளி கைகளை பிசைந்து கொண்டு நின்றாள் கண்ணடிக்காரன் பையக்குள் கையை விட்டு ஒரு ஐந்து ரூபாய் நோட்டையும் ஒரு ரூபாய் நோட்டையும் எடுத்தார் சிறுமிக்கு பயங்கர மகிழ்ச்சி பெரியவர் முகத்தை சுழித்துக் கொண்டே அஞ்சு ரூபாய் நோட்டா இருக்கு ரெண்டு ரூபாய் சேஞ்ச் இருக்குமா என்று கேட்டார் என்றாள் இது மெட்ராசில டேடி அங்கதான் விலைவாசி அதிகம் ஓசியில விறகு பொறுக்கிற ஊரு இது இவங்களுக்கு இருபத்தஞ்சு பைசாவே லட்சம் ரூபாய் மாதிரி என்றால் பொருளாதார பட்டாதாரியான குதிரை கொண்டை டிரைவர் பையன் காரை ஸ்டார்ட் செய்து நகர்த்தி கொண்டிருந்தான் சிறுமியும் காரோடு சேர்ந்து நடந்தாள் கண்ணாடி காரன் ஒரு ரூபாய் நோட்டை அவள் கையில் திணித்த போது ஓடியது நோட்டையே விரித்து பார்த்தாள் பின்பு ஆத்திரம் தாங்க முடியாமல் அதை சுக்கு நூறாக கிழித்து போட்டாள் இறைச்சலோடு விழுந்து கொண்டிருந்த அருபி ஓங்கி வளர்ந்த மரங்கள் பச்சை பசை என்று பாசிப்படைந்திருந்த பாறைகள் அங்குமிங்குமாக பறந்து கொண்டிருந்த மைனா குருவிகள் அத்தனையும் அவளுக்கு பொய்மையாகத் தெரிந்தன சிறிது நேரத்திற்கு பிறகு கிழித்து போட்ட ரூபாய் சிதறல்களை ஒன்றாக சேர்த்து பார்த்தாள் அது முடியவில்லை அம்மா முகத்தில் எப்படி விழிப்பது அவள் பசியை எப்படி அணைப்பது செல்லக்கிளியின் கண்களில் இரண்டு சொட்டு இரண்டே சொட்டு உஷ்ணமான நீர் கொதித்து கொண்டிருந்த மீது விழுந்த சமயத்தில் மெட்ராஸ்கோஸ்டி போய்கொண்டிருந்த அந்த கார் ஒரு பள்ளத்தில் உருண்டு விழுந்து குப்பரை கிடந்தது பெட்ரோலில் தீப்பற்றி காரும் அதற்குள் இருந்த சாமான்களும் எரிந்து கொண்டிருந்தன